நீங்க புது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதில் நீங்கள் கெயின் மாஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கெயின் மாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்போக் ப்ரைஸோவில் ஒம்பது ஸ்ட்ரெட்டு பதினாறுன்றிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டுருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நான் இப்பு கேலரியில் போய்ட்டு எல்லா இமேஜும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இமேஜ்லாம் எடுத்த பிறகு மேலே பாருங்கள் இன்டாப்ஷனுக்கு அதனையும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த இமேஜ் மேலே நீங்கள் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சியை பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டில் பாருங்கள் விக்னட்ருக்கும் அது எனேபிள் பண்ணிவிட்டீங்க எல்லா ஃபோட்டோக்கும் நீங்கள் அப்படி எனேபிள் பண்ணிவிட்டீங்க அப்படிதான் பார்க்குறதுக்கு செம சூப்பராக க்ளாரிட்டியாக இருக்கும் ஓகேங்களா எனேபிள் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிகாப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துங்க கொடுத்து வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதில் ஒரு அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு ஃபோட்டோக்கு இடையில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி காட்டுது இதே மாதிரி காட்டும் வளசு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அர்பான் ரெட் அப்படின் இருக்கும் ஓகேங்களா என்ன இருக்கா இது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து நான்கு அனிமேஷன் இருக்குது இதில் ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் மேலே பாருங்கள் வீடு சிம்பிள் மாதிரி இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கு முன்னாடி உங்க மொபைலிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓகேங்களா லோனானக்கப்புறம் நீங்கள் கீழே பாருங்கள் ஆக்சன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அர்பான் ரெட்டுன்னு இருக்கும் அதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு இது இன்ஸ்டால் பண்ணி எடுத்துங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் தான் இன்ஸ்டால்னு காட்டுது ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கங்க ஓகேங்களா பேக் கொடுத்த அப்புறம் மறுபடியும் ஒரு இன்டாப்ஷன் இருக்கா அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் ஒன் பை ஒன்னு நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்களே ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஆட் பண்ணிண பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ ஸ்டார்டிங் பண்ணிவிடுவாங்க ஸ்டார்டிங் பண்ணி வந்த பிறகு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணியிருக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் ஆரோமாரி இருக்காது டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அது கொடுத்து உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அது மேலே நீங்கள் செட் பண்ணி கீழே பாருங்கள் சேவஸ் வீடியோன் இருக்கும் அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நீங்கள் சேவ் பண்ண பிறகு பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்து அக்கே நோக்கிட்டு பேக் கொடுத்துங்க நீங்கள் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் கிரியேட் நியூவில் போங்க க்ரியேட் நியூவில் போயிட்டு அஸ்பெக்ட் ரைஸில் ஒம்பது ஸ்டுட்டு பதினாறு இருக்கும் அதை பண்ணிட்டு மேலே நெஸ்ட் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பறங்க இமேஜ் இருக்கும் அதில் போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு மேலே பிறகு இண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எண்டுத்துக்கு அப்படி ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா இந்தளவுக்கு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க ட்ராக் பண்ணிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டி வந்த பிறகு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தாலும் எடுத்த பிறகு நீங்கிட்டு இருக்கும் டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அகைன் நீங்கள் அதில் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வளசியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும் அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணி ஓகேங்களா மைனஸ் ஹண்ட்ரட் வச்சுங்க வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இதில் நம்ம ஒரு டெம்ப்லேட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஒலசி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுமேல் மறுபடியும் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்த்துகிற அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கீல் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு இதை நீங்கள் வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிக்கிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மறுபடியும் நம்ம கெயின் மாஸ்டர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணால் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு கேன் மீடியாவில் போயிட்டு கெயின் மாஸ்டர் போயிட்டு எடுத்துக்கா எடுத்த பிறகு இப்ப நான் எப்படி அதே மாதிரி பார்க்கறதுக்கு இதை கொஞ்சம் எப்படி நீங்கள் ஜூம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கட் பண்ணிட்டு ஓகேங்களா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் எப்படி காட்டணும் இதே மாதிரி தான் காட்டும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறு மாதிரி இருக்குது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட் பக்கத்தில் கொண்டு வாங்க இந்த டெம்ப்ளெட்டை நீங்கள் இப்படி செட் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது தேவை அந்தளவுக்கு நீங்கள் இது எப்படி செட் பண்ணி வைங்க நான் எப்படி செட் பண்ணுறேன் அதேமாதிரி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்த்துற அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க மறுபடியும் கிராப்பிங் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி காட்டும் நீங்கள் இப்படி கட் பண்ணுங்க ஓகேங்களா அந்தளவு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் சுருக்கி வைங்க ஓகேங்களா அப்போ பார்க்கறதுக்கு செம் சூப்பராகும் நான் எப்படி வைக்கணும் அதேமாதிரி வாங்கிங்க ஓகேங்களா அந்த லைனுக்கு மேலே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்க்குறதுக்கு செம் சூப்பராகும் ஓகேங்களா வச்ச பிறகு டிக் ஆப்ஷன் கொடுத்து வைக்கல டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அந்த டெம்ப்ளேட் முன்னோட ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரிங் டு ஃப்ரண்ட்டு கொடுத்து வைக்கலாம் ஃப்ரிங் டு ஃப்ரண்ட்டு கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக அப்படி செட் ஆயிரும் செட் பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு கலர் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு வளசிற அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க அக்கே நீங்கள் அதில் ஒருத்தரவை க்ளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வளசியை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கனா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு லிரிக்ஸும் ஒரு ப்ரேம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வளர்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அதுக்கே நீங்கள் அதில் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த தேவை அந்த இடத்துல நீங்கள் இதை அப்படியே செட் பண்ணி வைங்க நான் இதை கொஞ்சம் இது மேலே எப்படி செட் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா இப்போ ஃபைனல் ஒரு ஃப்ரேம்ன்னு ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் அதையும் எடுத்துக்கங்க ஓகே அதை எடுத்து பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வளசியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்துப்பா அது நீங்கள் ஒருத்தர் கிளிக் பண்ணி இது வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் மேலே டிகாப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் பண்ணி வாங்குவாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இப்போ நம்ம இதை பிளே பண்ணி பார்க்க போகிறோம் ப்ளே பண்ணால் எவ்வளோ சூப்பராக மட்டும் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு செம்மை சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு செம் சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் சர்டஸ் ரெடியாக ஆகிடுச்சு ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம்னா இதுக்கு மேலே ஒரு டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பன்னா ஆட் பண்ணிக்கிங்க நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு எடுத்து அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவனா யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அது மீடு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இது எப்படி மேலே செட் பண்ணுவீங்க ஓகேங்களா மேலே இந்த இடத்துல எப்படி செட் பண்ணிவிங்க பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா செட் பண்ணிட்டு இதை அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தா டிக் ஆப்ஷன் கொடுத்தப்போ வீடியோடு ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்மளுக்கு தேவையான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம இதாக டவுன்லோட் பண்ணி எடுத்துங்களா ஓகேங்களா அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் ஆரோமமாக இருக்கா அதை டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட்டாகவும் அதை நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா சேவஸ் வீடியோனு இருக்கும் அது நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பார்க்கலாம் ஓகே பாய்